அடிக்கடி சொ விஷம் வந்து நீ எடுக்கிற முயற்சிகள் நீ எடுக்கிற முயற்சிகள் நீ எப்பவுமே முயற்சிகள் செய்து முயற்சிகள் வந்து தவறவே கூடாது ஒரு வாட்டி ஜெயிச்சிட்டம்னா வந்து விடாமுயற்சி ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய வீணா போன முயற்சிகள் தான் ஒன்னு சேர்ந்து அது விடாமுயற்சியா இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் விடாமுயற்சிகளை என்றைக்குகளே விட்டுறாதீங்க தவறாம அது மனசுலேயே வச்சுக்கிட்டே இருங்க